வணக்கம் உங்க ஆண்டு பேச்சு வெளிநாடு பிரயாணம் செல்வதுக்கு உண்டான யோகங்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோங்க இந்த வீடியோவை பண்ணதை பாருங்க இப்ப பொதுவாக உங்களுடைய ஜனகால ஜாதகம் அத நம்ம எடுத்து பார்க்கும்போது ராகு பகவான் எங்க இருக்காரு ராகு தான் வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடமும் நம்ம வந்து வெளிநாட்டு செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் குறிக்கக்கூடிய இடமும் பன்னெண்டாம் இடம் ராகு பகவானின் குறிக்கும் குரு பகவானின் பார்க்கணும் அது இல்லாம நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் வலுத்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புன்றவங்க ஏப்ரலுக்கு மேல உங்களுக்கு எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வெளிநாடு செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத இப்ப பாக்க போறோங்க அதுக்கு முதன்மையான ராசி எந்த ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசிங்க மேஷ ராசிக்கு வந்து இயல்பாவே கடந்த ஆண்டு பனிரெண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மேஷ வீட்டுக்கே இப்ப வராரு அது ராகுவோட வேற சேர்றாரு ராகுவோட சேரும் அது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்குதுங்க அதனால கண்டிப்பா கட்டாயம் வந்து இவங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி டைரக்டா ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு அப்ப கட்டாயம் வந்து இவங்க வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு படிக்கிறதுக்குண்டான அமைப்பு சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு எல்லா அமைப்புமே இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்குங்க மேஷராசிக்காரங்க இந்த ஆண்டு அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு ரெடி ஆகிக்கோங்க அதே மாதிரி அடுத்த ராசி என்ன ராசின்னு பாக்கலாம் ரிஷபராசிக்கு இந்த அமைப்பு இருக்குங்க ரிஷபராசிக்கு எப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடம் தான் உங்களுக்கு மேஷ வீடு பனிரெண்டாம் இடத்துல குருவும் ராகும் வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு ராகு பகவான் இடத்துக்கே ராகு பகவான் குருவும் சேர்ந்தாரு அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல குருவும் ராகும் சேரும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரங்களுக்கும் இருக்கு அது இது முதன்மையா நம்ம எடுத்துக்கலாம் வந்து முதன் எடுத்துக்கலாம் கட்டாயம் இந்த ஆண்டுல வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கு ரொம்ப நிச்சயமா வந்து ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டு வெளிநாடு சுற்றுலா கண்டிப்பா போயிட்டு வருவீங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த அமைப்பு இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னாவே இந்த ஆண்டுல முதன்மையா இருக்கு அவங்களுக்கு மார்ச் அந்த யோகத்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஒன்பதாம் குரு வராரு அப்ப ஒன்பதாம் இட பாக்யஸ்தானத்துக்கு குரு வரும்போது பாக்யாதிபதி வலுக்கிறாரு அவர் செவ்வாயா இருந்தாலும் அவர் வீட்டுக்கு குரு பகவான் வந்து ராகுவோட இணையும் போது பாகிஸ்தானதிபதி உங்களுக்கு பாகிஸ்தானம் வலுப்பெறுது அப்ப கட்டாயம் வந்து சிம்ம ராசிக்காரங்க இந்த ஆண்டு வந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு மார்ச்க்கு மேல இருந்து இருக்கவங்களுக்கு கட்டாயம் வந்து அவங்க செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சிம்ம வீட்டையும் குரு பகவான் பாக்குறாரு ஐந்தாம் பார்வைய வந்து பாக்குறாரு மேஷ வீட்டுல இருந்து ஐந்தாம் பார்வையா வந்து சிம்ம வீட்டை பாக்குறாரு அதனால சிம்ம வீட்டுக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பா இந்த ஆண்டு வந்து அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த அமைப்பு இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருந்து ஐந்தாம் மடம் பூர்வ புனிஸ்தானத்துக்கு குரு வராரு கூட ராகுவும் சேர்றாங்க அப்ப நம்ம வந்து முன்னோர்கள் பிளஸிங்ஸ் அவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குதுன்னு அர்த்தம் அங்க இருந்து ஒன்பதாம் பார்வையை தனுசையும் பாக்குறாரு தனுசு வீட்டையும் பாக்குறாரு அப்ப தனுசு வீட்டுல இருந்து ஒன்பதாம் இடம் எதுங்க சிம்ம வீடு அப்ப அந்த சிம்ம வீட்லயும் குரு பார்வை விழுது அப்ப கட்டாயம் வந்து இவங்களுக்கும் அந்த பாகிஸ்தானத்தை பதிவு நல்லா இருக்கிறதுனால பாகிஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால வெளிநாடு செல்லும் யோகம் தனுசு ராசிக்கும் இருக்குங்க மிகப்பெரிய ஒரு யோகம் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு ஆனா கட்டாயம் வந்து இந்த ஆண்டு ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி சுற்றுலா செல்ற விஷயமா இருந்தாலும் சரி நீங்க எந்த ஒரு ஒர்க்கு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க அங்க போயிட்டு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாவே அமையும் நீங்க போம்கூட பக்கத்துல ஏதாவது ஒருத்தர் கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க இந்த அமைப்பு இந்த நாலு ராசிக்காரங்களுக்குமே இருக்குங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஆண்டு கரெக்டாய் நிச்சயம் வெளிநாடு போயிட்டு வருவீங்க ஆனா வெளிநாடு செல்றதுக்கு முன்னாடி இந்த இடம் நான் சொன்னேன் இல்லைங்களா லக்னோ எப்படி இருக்கு பாகிஸ்தான் அதிபதி ஒன்பதாம் இடம் எப்படி இருக்கு பன்னெண்டாம் இடம் டிராவல் பண்றீங்க நீங்க வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்தா நம்ம சொல்லவே முடியும் ராகுவை பாக்கணும் அது இந்த இந்த கிரகம் எல்லாம் வந்து உங்க ஜாதக அமைப்புல இயல்பா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வெளிநாடு செல்வீங்க ஏன்னா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜிங் தரப்ப கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்